படிக்கின்றூர் எனக்கு பிடித்த என் அம்மா எங்க அம்மா வந்து டெய்லி ஆபிஸ் போயிட்டு வந்து எங்களுக்கு சொல்லி அதுக்கப்புறம் சைக்கிளிங் போய் விடுவாங்க படிக்க வைப்பாங்க நைட்டு தூங்கும்போது பாடல் சொல்லி தந்து என் சொல்லி கொடுத்த எக்ஸாமோட கொஷின்ஸ் எல்லாம் கேட்டு ஞாபகமே இருக்கான்னு ஆன்சர்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுத்து கட்டி பிடிச்சி தூங்க வைப்பாங்க எங்கள் அம்மா எங்களை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க கேட்குறது வாங்கி தருவாங்க கேட்குறது செஞ்சு தருவாங்க கே கேட்குறதே சமைப்பாங்க அதுக்கப்புறம் எங்களை நல்லபடியாக பார்த்துப்பாங்க நல்லா கேரிங் பண்ணுவாங்க எங்களுக்கு ஏதாச்சும் தூங்கும்போது குளிராக இருந்தால் அப்பா கிட்ட கேட்டு என்ன டெம்பரேச்சர் குறைச்சி எங்களை படுக்க வைப்பாம்மா அதுக்கப்புறம் கதை சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் மாணவர்களுக்கான நம் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் சிறு துளிதான் அது போல் எங்க அம்மா வந்து சண்டை போட்டா எங்கள் அவங்கக்கிட்ட போய் என் கூட ஃப்ரெண்டாக சொல்லி சேவிட வைப்பாங்க இந்த மாதிரி எங்கள் அம்மா நிறைய விஷயங்கள் எனக்கும் ஆகவே பண்ணுறாங்க அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு புக்ஸு அதுக்கப்புறம் நான் கேட்குற ஹேண்ட்பேகு அதுக்கப்புறம் புக்ஸை படிக்க வைப்பாங்க அதுக்கப்புறம் கிராஃப்ட் வைக்கிறதுக்கும் விடுவாங்க எங்கள் அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நற்றினை சேனல் நீங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்